ஒரு பெரிய தங்க கடை இருந்துச்சு அவரோட கடையில நிறைய தங்க நகைகள் இருந்துச்சு அந்த சிட்டியோட ஜனங்க எல்லாரும் அங்க வந்து நகைகளை வாங்குவாங்க ஏன்னா சேட் ராம்நாத் ஜி நல்ல இதயம் கொண்டவரு மேடம் இப்ப புதுசா ன்ஸ் எல்லாம் வந்துருக்கு மேடம் நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்க ராம்நாத் எனக்கு பொது டிசைன்ஸ்ல வளையல் அலமாரியல்கட்ஸும் புது நகைகளை பார்த்ததும் யாருக்கும் தெரியாம சில நகைகளையும் நூறு கிராம் கோல்டு பிஸ்கட்டையும் எனக்கு புதுசா காட்டுங்க ரூபா அப்படி சத்தம் போட்டதும் ராம்நாத் அங்க வந்து ஆனா அங்கிருந்த புது டிசைன் நகைங்க இல்லாததை பார்த்து அவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாரு அப்புறம் கோல்டு பிஸ்கட்டையும் காணும் ராம்நாத் யாரு மேலயும் சந்தேகப்படவே முடியலும் காலையில கிஷோர் வந்து கடைய திறந்தான் கடையில யாருமே இல்லங்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தங்கத்தையும் நகைகளையும் முழுங்கிட்டான் அப்புறம் சேட் வந்து செக் பண்ணப்ப எல்லா தங்க நகைகளும் காணாம போச்சு அப்புறம் உடனே ராம்நாத் சேட் போலீஸுக்கு போன் பண்ணாரு சோர் என்னோட ஷாப்ல தங்க நகைகள் திருடு போயிடுச்சு அடியில மோசமாயிடும் உங்களால ஒழுங்கா நிக்க கூட முடியாது அப்ப சுவாமி என்ன சொன்னானா இங்க பாருங்க சார் நான் என் மனைவி குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன் சார் எனக்கு எதுவுமே தெரியாது கிஷோர் என்ன பண்ணானா நான் அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன் சார் தங்கம் எப்படி திருடு போயிச்சுன்னு சத்தியமா எனக்கும் தெரியாது சார் அப்புறம் போலீஸ் ரெண்டு பேரையும் முழுமையா செக் பண்ணாங்க எதுவும் கிடைக்காததால அங்கிருந்து அவங்க போயிட்டாங்க அப்பதான் கிஷோர் சொன்ன சர்ஜி நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் நான் உங்களுக்காக ரொம்ப உழைச்சேன் ஆனா இன்னைக்கு நீங்க என்ன நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இனியும் இந்த இடத்துல என்னால வேலை முடியாது இங்க இருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு உடனே கிஷோர் ஃப்ளைட்டை பிடிச்சி சிட்டியை விட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணான் நேராக ஏர்போர்ட் போய் ஒரு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு டெல்லி போறதுக்கு பிளான் பண்ணான் ஆனால் அவன் செக்யூரிட்டிக்கிட்ட போன உடனே மெட்டல் டிடெக்டரோட அலாரம் அடிச்சது அவனை ஸ்கேன் பண்ணி பார்த்தபோது அவனோட வயிற்றுல நிறைய நகைங்க அப்புறம் கோல்டு பிஸ்கட் தெரிஞ்சது அப்போ கிஷோருக்கு தங்க நகைகளை திருண்ண குற்றத்துக்காக ஏழு வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது ஜெயின்ட் டிராக்டர் டயர் பைக் குஞ்சன்பூருங்கிற ஒரு ஊர்ல பாலு அப்புறம் ரஞ்சன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாங்க ரஞ்சனோட அப்பா ரொம்ப பணக்காரர் அவன் என்ன வேணும்னு ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுப்பாரு ஆனா பாலுவோட அப்பா ஒரு சாதாரண விவசாயி அவர் விவசாயம் பார்க்குறவர் இந்த விஷயத்தை வச்சு ரஞ்சன் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவான் ஒரு நாள் பாலு ரஞ்சன் அப்புறம் அரட்ட அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம காலேஜில் எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு பைக் ரேஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க அதுல நீங்க உங்க வித விதமான பைக்ஸ கொண்டு வரலாம் யார் அவங்களுக்கு அவன் சொன்னத கேட்ட உடனே அவங்க அப்பா ரஞ்சன் என்ன சொன்னான் என்னப்பா உனக்கு நம்ம நிலைமை தெரியும் இல்லையா இப்போ என்னால புதுசா வாங்கி கொடுக்க முடியாதுப்பா நான் ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டா நீங்க இப்படிதான்ப்பா சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் எனக்கு ஒரு ஐடியா தோணுது கண்ணா நாமையே எடுத்துட்டு டிராக்டரோட புதுசு மாதிரி தெரியும் உபயோகமா இருக்கும் அப்படி யோசிச்சுட்டு பாலவும் அவனோட அப்பாவும் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அவங்க பழைய பைக்ல ஃப்ரண்ட் டயரை எடுத்துட்டு ஒரு பெரிய டிராக்டர் டைரை ஃபிட் பண்ணாங்க அந்த பைக்கை ரேஸ் நடக்கிற அன்னைக்கு பெரிய தள்ளி வந்து அவர் தான் எனக்கு இந்த ஐடியாவை பாலு ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட பணத்தை கொடுத்தா அந்த பணத்துல விவசாயம் பண்றதுக்கு ஒரு புது டிராக்டர் அப்புறம் பாலுக்காக ஒரு புது ரேஸ் பைக்கை அவர்கிட்ட ஒரு பஸ் இருந்துச்சு அந்த பஸ் விதவிதமான பயணங்களுக்காக கல்யாணத்துக்கெல்லாம் கொண்டு போவாங்க அத வச்சுதான் தன்னோட குடும்பத்தை அவர் நடத்திக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் சுபாஷோட பொண்ணு ரூபாவை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க சுபாஷ் எல்லாரையும் வரவேற்பாரு வாங்க வாங்க வணக்கங்க உக்காருங்க முதல்ல ஏதாவது ஸ்வீட் எடுத்துக்கிறீங்களா இங்கே பாரு சுபாஷ் உங்கள் பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் வரதட்சணையா நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க இங்கே பாருங்க சார் என் கிட்ட எல்லாமே இந்த பஸ் ஒன்று மட்டுந்தான் நான் என்னோட பஸ்ஸை வரதட்சணையாக கொடுத்துட்றேன் அப்படி சொன்னதுமே சம்பந்தத்தை ஒத்துக்கிட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க போனாங்க ஆனா அன்னைக்கு ராத்திரியே ஒரு சில திருடர்கள் வந்து சுபாஷோட பஸ்ஸ திருடிக்கிட்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில சுபாஷுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தலையில கைய வச்சுக்கிட்டு உக்காந்துட்டாரு அப்பதான் செம்பக் சேட் அங்க வந்தாரு அவர் என்ன சொன்னாருனா என்னப்பா சுபாஷ் நான் இந்த பஸ்ஸ பாத்துதான் உனக்கு கடனே கொடுத்த இப்ப அந்த பஸ்ஸும் இல்லையே என் கடனை நீ எப்படி தீக்க போற இங்க பாருப்பா என் கடனை மட்டும் தள்ளிடுவேன் அப்படி மானந்தான் முக்கியாவது செத்து தொலை ஆனா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு அது செம்பக்கோட பேச்ச கேட்டு சுபாஷ் ரொம்ப கவலையில ஒரு நதி கிட்ட நடந்து போனாரு அந்த நதியில குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கலான்னு இருந்தாரு அப்ப திடீர் பஸ் திருடு போயிடுச்சு அப்புறம் அந்த செம்பக் சேட்டுக்கு நான் பணத்தை திருப்பி கொடுக்கலண்ணா கிராமத்துல எனக்கு மரியாதை இருக்காது நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா இந்தா நான் உனக்கு தங்க பஸ்ஸும் அப்புறம் தங்க நாணயங்களும் தரமாட்ல ஒரு சுரங்கத்தை தோண்டி அங்கிட்ட அப்பதான் யாராலையும் பாக்க முடியாது சரியா கல்யாணம் அந்த பஸ் அண்டர்ல இருந்து வெளிய எடுத்து அதுல எல்லாரையும் உட்கார வச்சு கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு போன அந்த தங்க பஸ்ஸ பாத்துட்டு செம்பக் சேட் அப்புறம் கிராமத்து லாட்ரி அடிச்சுச்சா எங்களுக்கும் கொஞ்சம் அங்கிருந்து கிளம்பிட்டான் அப்புறம் ஆடம்பரமா ரூபாவோட கல்யாணமும் நடந்துச்சு வரதட்சணையா தங்க பஸ்ஸ குடுத்தான் அதை பார்த்து சம்மந்தி வீட்டுக்காரங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஆனா அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் தேவதை கொடுத்த நாணயங்களை வித்து சுபாஷும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாரு